ஐநூறு ரூபாய் செல்வன் மகாவிஷ்ணு அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது அப்படியே கெத்தூர் அஞ்சு ரூபா நோட்டு வாங்கிட்டு வருவான் மொத்த வேதங்களும் மொத்த இதிகாசங்களும் ஒரு வேதங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு அர்த்தம் இருக்கும் பாரதியார் அத்தனை பாடல எழுதுறாரு அன்னசத்திரம் ஆயிரம் வைத்த ஆலயங்கள் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோரி அலைக்கு எழுத்தறிவித்தல் எஃகுந்து எழுதினாரு எந்த புத்தகத்தை படிச்சு எழுதினாரு அரசு ஆசிரியர் கிளாஸ் பண்ணி ரொம்ப விருப்பப்பட்டேன் என்னால் வர முடியல ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு ஸ்கூல் லீவு போட்டு நேற்று நம்ம க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் புரிய வந்துச்சு இப்போ நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம பிறப்பின் அவசியம் என்ன நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா சொன்னார் அது தெளிவாக புரிஞ்சுது இப்போ நம்ம அது எப்படி வந்து போகணும் அப்படின்ற யோக அடிப்படையில் சொல்லியிருக்காரு அந்த யோக பயிற்சியை முறையாக தெளிவாக சரியாக செஞ்சால் எல்லோருக்கும் அருள் கிடைக்கும் ஐயோட அருள் கிடைக்கும் என்பதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய உடல்நிலை மனித நிலையிலிருந்து யோக நிலைக்கு மாறும் அப்படின்னா என்ன யூ ஆர் நாட் அன்மோர் என்னங்க மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இருங்களுக்கு மிகிடுவீர்கள் அற்புதமான மனிதர்கள் ஆகிருவீர்கள் திசை முகத்தும் தன்புகை வைத்தோன் குன்றெடுக்கும் பெருந்தோழான் கொடை கொடுக்கும் கையான் குள்ள நெறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் மூதாதே என் தமிழர் பெருமான் ராவனன் கான் அவன் நாம உலகம் அறியும் வஞ்சகவி நன்னன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாபெழிக்க நெஞ்சகனை நல்யாழி நர்மதனை தழிவி நிறைய இசை செவியமுது தரும்புலவன் தன்னை வெஞ்சமருள் சாதல் வர நேரின் சூழ்ச்சி விரும்பாத பெருகை தமிழ் மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை வாழ்த்துகின்ற தமிழர் தமிழர் என்பேன் மறந்த வரை என சொல்வேன் வீழ்ச்சி தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் இசையுடிந்த தேகத்தில் நன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறமை தன்னை தொகையாக எரிநிறுத்தி தூளாக்கும் காய்ச்சி மறைச்செயல்கள் மிகவும் வேண்டும் கடல் போல சந்தமலை பெருக்க வேண்டும் கீழ்ச்செல்கள் விடவும் வேண்டும் ராவனந்தன் கீர்த்தி சொல்லி அவன் நாம வாழ்த்து வேதாவது புரிஞ்சுதா ஏதாவது புரிஞ்சா கையெல்லாம் தட்டாது என்ன புரிஞ்சது உங்களுக்கு எது கைது ஏதோ கஷ்டப்பட்டு பேசினீங்க தம்பி நல்லா இருந்தது தம்பி ஏமாந்து போயே உட்கார்ந்து என்ன புரிஞ்சது இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இன்னும் பேசுவேன் நான் ஒரே சால் சிறப்பின் அரை திருவின் பரதர் மலிந்த பயங்கலும் மாணவர் தீரா காதலின் திருமுகம் நோக்கி கோவலம் குறுமோர் குறியா கட்டுரை குழவி திங்கள் இமயவர் ஏத்த அழகோடு முடித்த அருமை தாயினும் உறுதிடன் பெரியோன் தருக திருநுதலாக அடையார் முனையகத்து அமர்மே படினருக்கு படை வழங்குவதோர் பண்புண்டாகலின் உருவில ஒரு பெரும் கருப்புவில் இரு கரும் ஈக்க மூவா மருந்தின் முன்னர் தோண்டலின் தேவர் கோமான் தெய்வ காவல் படை நின கலி கவதை நின கிடை என அருமுக உருவனோர் பெருமுறையின் இருமுறை ஒன்றின் முகத்து செங்கடை மழைக்கு நிரண்டாயி திரு மயிர வீரும் மாயின் மனைlerinin தன்கா நடையும் அன்னம் நன்னுதல் நன்னனை களிந்து நன்னீர் பண்ணை நலிமலர் சேரீரும் அலியாதாமே சிறுபசங்கிலியே அமிலதும் யாளும் அமிலதும் குடத்தின் மலளை கிளவிக்கு வருவினவாகின் அடமளை கோதின் நளம்பாராட்டர் மறுவிலங்கு மங்கள அனியே அன்றியும் பிரிதெனி அனியே பெற்றதே யونکو பல்லிரங்குண்டல் சின்மலர் என்றும் எல்லavil மாளையோடு 850ர்கள் மாசரபொன்னே வளம்பூரிமுத்தே காசரவீரியே கரும்புதெயனே அரும்புரல் பாவா ஆரியர் மருதே மலையடை பிரவா மணியே யன்கோ அலைடை பிரவா அமிலதே யன்கோ தாளிடை பிரவா இசையே யன்கோ தாளிடும் குண்டல் என்ன புருஞ்சது நான் பேசிக்கிட்டே போவேன் இன்னும் போவேன் நான் எனக்கே மூச்சு வாங்குது எதுக்கு இது இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மொத்த வேதங்களும் இப்படித்தான் இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது இப்போ நான் பாடினது சிலப்பதிகாரம் இதுக்கு முன்னாடி பாடினது வீரத்தம்ன்ற தலைப்புல பாரதிதாசன் பாடின ஒரு கவிதை இன்னும் புறநாறு ஊரெலாம் போனேன் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நான் உரைசால் சிறப்புன்றது நம்மளுடைய சிலப்பதிகாரம் சிற்றில் நட்டுணு பட்டின் என் மகன் ஞாண்டுள்ளன் என்ன வினவுதி என் மகன் ஞாண்டுள்ள மயின்னு மரிய புளி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறுபோ தோன்று ஒன் மாதம் பொருட்களைத்தானே புறநானூற்று பாடல் வேற என்ன பாடணும் உங்களுக்கு வேற ஏதாவது கந்த சிருஷ்டி பாடணுமா காக்க காக்க கணவியல் காக்க நோக்க நோக்க நுடியல் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பாக்க பார்க்க பாவம் படிப்பட பில்லி சூனியும் பெருமகேக்கல்ல வல்லல் பூதம் வலாஸ்டிகல் அல்லர் படுத்து மடங்காம முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும் போனால் போயிட்டே இருக்கும் என்னென்னமோ இருக்குது பாட்டு என்னென்னமோ படித்து வச்ச பாட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் படித்து பார்த்து ஒரு கடத்துல டயர்டாயிட்டேன் நான் என்னடா எதையோ மனப்பாடம் என்ன ஒன்றரை மனப்பாடம் அம்மா வாங்கி பத்திரமா செலவு பண்ண பிசி ஆயிட்டாரு படிச்சவன் அதுக்கப்புறம் நானும் என்னோட வேலைகள் அடுத்த இடத்துல பிஸி ஆயிட்டேன் படிச்சது எதுக்குடா படிச்சேன்னு பார்த்தா தெரில எனக்கு அது ஒன்னும் ஐநூறு ரூபாய் என்கிட்ட இருந்துருக்கோம் விளக்கமாக தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே தெரியல படிச்சு என்ன பிரயோஜனம் இன்ஃபேக்ட் இதுல பாதியார்த்து எனக்கே தெரியாது எதுக்கு படிச்சேன்னு எனக்கும் தெரியல சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரியல ஹைலைட் அதுதான் இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்த வேதங்களும் மொத்த இதிகாசங்களும் ஒரு சில வேதங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ அர்த்தம் இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கணுமா இந்த திருவாசகம் சிவபுராணம் கந்தசஷ்டி கவசம் இன்னும் கந்தசஷ்டி கவசம் கூட அந்த அளவுக்கு போகாது சிவபுராணம் திருவாசகம்லாம் உயர்ந்த நிலையில இருக்குற அதுக்கெல்லாம் வந்து இதுதான் அர்த்தம்னு சொல்லி எந்த கொம்பாதி கொம்ப சொல்ல முடியாது அன்னன்னைக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும் அவரவர் அறிவுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும் இது போன்ற உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய அந்த புராணங்களும் இதிகாசங்களும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புத்தகங்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்ந்த நிலையை தவிர மற்றவங்க எல்லாருமே தத்துவம் ஒன்றுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் தத்துவம் புரிஞ்சுருது அவங்களுக்கு ஆனால் ஒரு புத்தகமாக எழுதும்போது இவ்வளோதான் நீ எப்படி எழுதுவீங்க நீங்க ஒரு நூறு பக்கமாக எழுதணும்ல சரி அவங்க புத்தகம் படிச்சு புத்தகம் உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு யோசிக்கணும்ல நீங்க பாரதியார் அத்தனை பாடல எழுதுறாரு அன்ன ஆயிரம் வைத்த ஆலயங்கள் பதினாயிரம் நாட்டல் அண்ணையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோரியலைக்கு எழுத்தறிவித்தல்ங்கிறார் எஃகுனாரு பைபிள் வந்து நபிகள் நாயகம் எந்த புத்தகத்தை படிச்சு திருக்குறான் எழுதினாரு இவர்களுக்கு எது கொடுத்தது ஞானம் ஞானம்தான் இருப்பதிலேயே அண்ட சராசரத்திலேயே உயர்ந்த சொத்து எத்தனை விதத்துக்கு புரியுது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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம் ஃபுட்பால நேஷனல் லெவல்ல பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நண்பரையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியும் அவங்க நீங்கள் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஆகிய கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகள் கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி <Nandri> வணக்கம் <manako>